திராவிடர்கள் திராவிடர்கள் நம்ப உங்ககிட்ட ஒன்னு கேட்குறேன் உங்க மனச்சான்றுக்கு நீங்க மனசான்றுபடி சிந்திச்சு பாருங்க ஈழத்தில் செத்து விழுந்தவன் என் இன சொந்தம் என் ரத்த உறவு வச்சுக்க பல ஆண்டுகளாக நாங்கள் கொல்லப்படுறோம் பாத்துக்க நல்லா கவனிச்சுக்கோ லட்சக்கணக்கா ரெண்டாயிரத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்டோம் நாங்கள் துடிச்சம் தவிச்சம் உலகம் புறான்னு நின்று போராடணும் வீதியிலே நின்னும் இங்க தமிழ்நாட்டிலும் போகிறாங்க என் தம்பி முத்துகுமார் தொடங்கி பல பேர் தீக்குளிச்சு செத்தாங்க உணர்வு உணர்வு சூடாயிட்டிருந்தாங்க எல்லாரும் அன்றாடம் செய்திகளில் பார்க்குறாங்க ஆனால் இவர்களெல்லாம் எங்கள் திராவிட சொந்தங்கள் தானே கேரளாவில் இருக்கிற மலையாளிகள் அல்லது அருகில் இருக்கிற தெலுங்கர்கள் அங்கு கர்நாடகாவில் இருக்கிற கன்னடர்கள் எங்கள் திராவிட சொந்தங்கள் தானே எங்களை திராவிடர்கள் என்று கூட நீங்க குணிக்க வேணாம் இல்லை இந்திய ஒன்றிய அரசினுடைய குடிமக்கள் என்று கூட நீங்க பார்க்க எு நரம்பு பசி உறக்கம் ரத்தம் சதை கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதன் கொள்ளப்படுகிறேன் உடன் பிறந்தார்களே ஆனாலும் சொல்வார்கள் நாம் திராவிடர்கள் என்று நாம் நம்பணும்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 என்ன செய்துவிட முடியும் சீமான் என்னவோ செய்யலாம் போற நடத்தி என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பொறுகுடி மக்கள் நாங்கள் நான் இங்குதான் இருந்தேன் இந்தியா உருவாவதற்கு முன்பு நீ என்னை தாண்டி ஒரு நண்பனை தேடுற இந்த நிலத்தின் விடுதலைக்காக என் தாத்தன் செக் எடுத்திருக்கிறான் என் மூலாதை தூக்கில் தூங்கியிருக்கிறான் சிறை பெற்றிருக்கிறான் அடிபட்டிருக்கிறான் மிதி பற்றிருக்கிறான் எண்ணற்ற ஈடங்களை என் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டத்தை மதித்து வரி கட்டி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாங்கள் என்னை விட சிங்களனுக்கு உனக்கு உரிமையும் பற்றும் வர காரணம் அவன் மீது அன்பு வர காரணம் என் இனத்தை கொண்டு வகிக்கிற வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்க முடியுமா முடியாத அவன் வேணுமென்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடும் நான் வேணும் என்றால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடும் இனத்தை கொள்வதற்கு ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்துக் பார்த்துக் கொண்டிருக்கிற நான் இந்த பதவிக்கு வரவில்லை என் அக்காலங்கச்சி செத்து விழுவதை ஆத்தாளப்படும் கதறி விழுவதை கண்டு கொண்டிருக்கிற கண்டு கொண்டிருப்பதற்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை போரை நிறுத்தவில்லை என்றால் போரை நடத்துவதற்கு நீங்க உதவு என்று என் மக்களை கொள்வதற்கு நீ சிங்கள உதவினால் மக்களை கா காப்பாற்றுவதற்கு நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆயுதமும் பணமும் பயிற்சியும் கொடுப்பதை தவிர வழியில்லை என்று சொல்ல ஒரு தீர்மானம் போட முடியாதா ஒரு தீர்மானம் போட முடியுமா முடியாது போட்டா என்ன செஞ்சிருவேன் ஆட்சியை கலைச்சிருவேன் ஆட்சியை கலைச்சு நான் வெளியில வந்தா உடனே தேர்தல் வரும் தேர்தல் வந்தா இருநூறு இடம் இருந்தேன் இருநூத்தி நாலு இடம் வெல்லுவேன் நூத்தி ஐம்பது இடம் இருந்தா இருநூத்தி நாலு இடம் என்னோட அவ்வளவு மானங்கட்ட கூட்டமாட அந்த நாட்டில் வாழும் எப்படி இவர்களால் முடிந்தது வெளியில் வரவிடாமல் தடுத்த சொல்லு ஊடகங்களை விலக்கி வாங்கி முடக்கி மடக்கி போட்டதை சொல்லு குரல் கத்திய என் பிள்ளைகளை தொடர்ச்சியாக சிறைப்படுத்திய சொல்லு ஒன்னா ரெண்டா கொடுமை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 காரணம் சாபவன் தமிழன் சாகத்தம் அவர்களை பொறுத்தவரை அனைத்து கூட்டத்திலே அதானி பேசியது சிங்களர்கள் ராமனின் வம்சா தமிழர்கள் ராமணின் வம்சா நாம் எப்போதும் ராமனின் வைக் பக்கமே நிற்க வேண்டும் என்று பேசியது இன்றும் இருக்கு இன்றும் இருக்கு உடன் பிறந்தார்களே அத்வானி அவர்கள் பேசியது அவர் பேசியது இன்று இருக்குது அனைத்து கட்சி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 அந்த இடத்துக்குள்ள வரவே போறது இல்ல உன் வளம் கொள்ளையடிக்கப்படுது போவது கொள்ளையடிக்கப்படுது நீர் உறிஞ்சி வைக்கப்படுது நிலம் நஞ்சாகுது நச்சு நாசத்தார திட்டங்கள் நிலம இல்ல என் தாய் நிலமடா இது என் நாடு நாங்கள்தான் துடிக்க முடியும் எங்க ஆத்தா மரணப்படுக்கிடந்தால் நான் தான் அணுவேன் என் அப்பன் இறந்து விட்டால் ஊரார்கள் அழுவது ஒப்புக்கு உளமாற அழுவது என் ஆத்தா தான் அழுவால் அவன் பிள்ளைகள் நாங்கள் தான் அழுவோம் நாங்கள் உளமாற அழுகிறோம் திராவிடர்கள் ஆரியர்கள் இந்தியர்கள் ஒப்புக்கழுவார்கள் உன் பிரச்சனைக்கு எவ்வளவு பெரிய துயரத்தை துன்பத்தை நமக்கு தந்து விட்டார்கள் என்ன வச்சிருக்கிறார்கள் ஒன்று நடந்துச்சு அண்ணாவின் குடிப்பெருமைக்கு ஆளும்போது குடிப்பெருமைக்கு அந்த பணத்தை எடுத்து புதைக்கிறதுல இவன் புதைக்கப்பட்டுருவான்டா செய்ய துணிவு சொல்றது நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம் நாங்கள் மிகுந்த மாண்பிற்குரியவர்கள் யாரையும் வெறுப்பவர்கள் இல்ல நாங்கள் மார்க்ஸ் பேசுறோம் பெரிய எல்லாரையும் அதான நான் அண்ணல் அம்பேத்கரை என் இனத்தின் எங்கள் இனத்தின் வழிகாட்டியாக நாங்கள் ஏற்போம் என்னால் எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கும் அடிமைப்பட்டு கிடக்கோ ஒடுக்கப்பட்டு கிடக்கும் அதன் உரிமைக்காக விடுதலைக்காக மேம்பாட்டிற்காக போராடிய புரட்சியாளர்கள் பேசிய பாடிய எழுதிய எல்லோரையும் அதற்காக அம்பேத்கரை தலைவராக இருக்க முடியாது எங்கள் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசரையும் தான் போற்றுகிறோம் அந்த கோட்பாட்டை ஏற்று என் தாய் இடத்தின் மேம்பாட்டிற்கு உழைத்த சிங்காரவலர் ஜீவானந்தம் நல்லகண்ணு போன்றவர்கள் தலைவராக எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு பெருமக்களே தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது இதுதான் எங்க கோட்பாடு இது ஏற்றுக்க ஏத்துக்க அதை பத்தி எனக்கு என் தம்பி தமிழன் நீ கேட்காத்தா சொல்ல போட்ட போட்டு கத்துவே கிடையாது